Hi everyone, ஒன் சிசிஎன்ஏ டூ ஹண்ட்ரட் டேஷ் வந்து டே 3 டே 3ல என்ன பார்க்க போகிறோன்னா வந்து router configuration எப்படி backup எடுக்கிறது அதாவது டிஎஃப்டிபி சர்வரில் இருந்து எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம Cisco Packet Tracer open பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு router ஒரு router ரவுடர் எடுத்துக்கணும் ரவுட்ரு எப்படி எடுக்கணும்னு நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நெட்வொர்க் டிவைஸஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எங்கிறது router ரவுட்ரு க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து டூ எயிட் டபுள் ஒன் ரவுட்ரு எடுக்க போகிறோம் இந்த சீரீஸ் ரவுட்ரு எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து ரவுட்ரு அப்புறம் சர்வர் சர்வர் வந்து எந்த டிவைஸில் இருக்கும் அதில் வந்து இந்த சர்வர் சர்வர் எடுத்து ஓகேவா சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கேபிள் மூலிமா कनेक्ट आटोमेटिक्पी क्लिक पड़ी एप्पी क्िको क्लिक पे रवटर और क्लिक सर्वर क्लिक पा जॉन आयोजा इतना इं इंटरफे असेंड पड़ा वन नयटी टू डाटी एट वन डाट 192.168.1.1 F0 by 0 एफ जीरो इंटरफेसुक वो ईपि अड्रसैन पड़ोस सर्वन पड़ा सर्वे वो वन नई टू डाट विक्सटी एट वन डाटू अपी पड़ी काफी पड़ी सर्वर पे सर्वर ओपन पड़ी सर्वीस डेस्टा இதில் போய்ட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்து பே செப்ரேட் மாஸ்க் அதுவே எடுத்துக்கும் டிஃபால்ட் கேட்வே வந்து இந்த ரவுட்ரோட இந்த எக்ஸ் ஜீரோ பை ஜீரோ அந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரெஸ் தான் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் கேட் பே ஓகேவா ஒன் முன்னாடி வெளியில் நம்ம டிஃபால்ட் கேட்பே எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒன் டார்ட் ஒன் ईपी असैन पड़िया इतना इतना ईपि इत असैन पड़ो कॉनफर पड़ो सीएल पे पर्सनों को वो यूसर मोड नम प्रल्ज मोड़को एन एब इतनी प्रवेज मोडे गोल कॉन्फ्रेशन मोड़को configuration configuration config t so, mode r1 r1 ेशन इ्लोबल कॉन्फिगुशन मोडल पड़ना पोस्ट नेम आर वन आर आर वन चेजा आती ना पड़ो इंटरफे एफ जीरो नमुक एफ जीरो अंटरफेसुकेपि असैन बना पड़ोस ईपि अड्र 192.168.1.1 நைன்ட்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் அப்புறம் டிஃபால்ட் கேட்வே டூ டாட் டூ டாட் ஜீரோ நம்ம போன பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஐபி போடணும் அப்புறம் டிஃபால்ட் கேட்வே இந்த IP என்னது கிளாஸ்ஸி கிளாஸியோட டிஃபால்ட் கேட்வே வந்து த்ரீ நெட்ஒர்க் பார்த்து ஒரு ஹோஸ்ட் பார்த்தா அதனால் த்ரீ நெட்ஒர்க் பார்த்துக்கு வந்து டூ ஃபிஃப்ட்டி host போடணும் ஹோஸ்ட் பார்த்துக்கு போடணும் என்ட்ர கொடுத்து தென் நோ சடௌன் நோ சடர்னு எதுக்குன்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபிஸ்கோ ரவுட்ரில் வந்து எல்லா ஸ்போர்ட்டும் சடௌனில் இருக்கும் அதனால் நோ சடர் கொடுத்தோன்னா அப்பாயம் எனக்கு கண்ட்ரோல் இசர்ட் அப்புறம் WR கொடுத்து save பண்ணிக்கிறோம் configuration save ஆகி இப்போ என்ன configuration இந்த ரவுட்ரில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்துக்கலாம் இது பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் இதுக்கு அது திரும்பி குளோபல் கான்ஃபிகரேஷன் config t பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குறது enable number. password enable password பாஸ்வேர்டு என்ன கொடுத்துக்கலாம் abc ஓகே so. ஓகே இப்போ வந்து என்னென்ன கான்ஃபுரேஷெட் வந்து இதில் ரன் ஆகுதுன்றத run control கண்ட்ரோல் யூஜெட் டபுள்யூ ஷோ ரன் command கமெண்ட் மூலயமா பார்க்கலாம் ம் பார்த்திங்களா இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து எ டேபிள் பாஸ்வேர்டு ஏபிசி பாஸ்வேர்டு கொடுத்தோம் பாஸ்வேர்டு காட்டுது அப்புறம் ஹோஸ்ட் நேம் ஆர்வன்னு சேஞ்ச் பண்ணோம் ஆகலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து இப்போ வந்து என்னென்னா இந்த ரவுட்ரில் இந்த ரவுட்ரில் இருக்கிறத வந்து இதுக்கு பேக்கப் எடுக்க போகிறோம் சர்வருக்கு பேக்கப் எடுக்க போகிறோம் ரவுட்ரு ஒன்னில் இருந்து சர்வருக்கு பேக்கப் எடுக்க போகிறோம் என்ன பண்ணும் அதுக்க கமேண்ட் வந்து copy copy ரன்னிங் கான்ஃபிளிக் டிஎஃப்டிபி ஓகேவா இப்போ ஏற்றோம்னா அந்த சர்வரோட ஐபி address கேட்குது அட்ரஸ் ஆர் நேம் ஆஃப் ரிமோட் போஸ்ட் அதாவது ரிமோட் போஸ்ட்னால் இந்த சர்வர் சர்வரோட ஐபி என்னது ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் ஃபைல் நேம் டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் கேட்குது நம்ம என்ன கொடுக்கலாம் டோன்ட் ஏதோ ஒன்று கொடுங்க டோன்ட் நோ நத்திங் நான் கொடுக்குறேன் நம்ம சேனல் இல் நோ நத்திங் கொடுக்குறேன் இப்போ ரெண்டு கொடுத்தோன்னோ ரைட்டிங் ரன்னிங் கான்ஃபிகுரேஷன் ஓகே இப்போ வந்து ரவுட்ரில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து ரவுட்ரு இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ சர்வரில் போய் சேவ் ஆகிடுச்சு என்ன பாருங்களேன் இதில் போய்ட்டு சர்வீஸ் டிஎஃப்டிபி இதில் டோன்ட் நோ நத்திங் இருக்குது பாருங்கள் சேவ் ஆகிடுச்சா இதில் ஃபைல் இருக்கும் அதனால் நம்ம நேம் கொடுத்துக்குறோம் டோண்ட் நோ நத்திங் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ரவுட்ரில் இருக்கிற ஃபைல் வந்து இந்த serverல வந்து சேவ் ஆகிடுச்சு இப்போ இந்த சர்வரில் இருந்து எப்படி நம்ம திரும்பி பேக்கப் அதாவது நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது நம்ம ரவுட்ருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து இன்னொரு ரவுட்ரு எடுத்துப்போம் எயிட் டூ ஒன் ஜீரோ இப்போ இந்த ரவுட்ருமூவ் பண்ணிடலாம் இந்த ரவுட்ரு அதாவது வந்து ஒன் இது பண்ணோம்ல அந்த ரவுட்ரு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எப்படி ரிமூவ் பண்ணோன்னா இந்த திண்ட்டு மாறு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மேலே கிளிக் பண்ணால் ரிமூவ் ஆயிரும் சரிங்களா இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ஒரு ரவுட்ரு வாங்குகிறோம் சிஸ்கோலருந்து புதுசாக ஒரு ப்ராண்ட் நியூ ரவுட்ரு வாங்குகிறோம்னா இப்போ வந்து அந்த கான்ஃபிகு இந்த ரவுட்ரில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து இந்த புது ரவுட்ருக்கு வேணும்னா இந்த எஃப்டிடிவியில் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஓகேவா சேம் ஐபி இங்கே கொடுத்துக்கலாம் வேறு ஐபி கூட கொடுக்கலாம் வேறு ஐபி கொடுத்து இங்க போய் டி டிஃபால் கேட்க வேறு மாற்றணும் ஏன்னு உங்களுக்கு தெரியும் சரி ஓகே சரி இப்போ வந்து ப்ரௌட் லுக்கில் போகிறோம் இன்னும் இப்போ அந்த ஐ இந்த ஐபியும் வந்து இந்த ஐபி ஒன் நைன்டி டூ வந்து இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து அசைன் பண்ணணும் ஏன்னா டிஃபால்ட்டாக அது எதுவுமே அசைன் ஆகியிருக்காது நம்ம தான் அசைன் பண்ணும் ஓகே என்னேபிள் கான்ஃபிக்டி இப்போ க்ளோபல் கான்ஃபிகேஷன் மோடில் இருக்கும் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எஃப் ஜீரோ பை ஜீரோ எஃப் ஜீரோ பை ஜீரோ இந்த போட்டு வந்து எஃப் ஜீரோ பை ஜீரோ அதனால எஃப் புரியலனா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எல்லாம் சொல்கிறேன் இல்லை கமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஐபி அட்ரஸ் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் அப்புறம் செபனேட் மஸ்க் டாட் டூ டூ எயிட் டாட் டூ டூ எயிட் டாட் ஜீரோ ஓகே டென் நோட் செவன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வெளியே வந்துட்டு டப்ளியூஆர்ஸ் சேவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்னென்ன இப்போ என்ன கன்ஃபிகரேஷன் இந்த ரவுட்ரில் ரன் ஆகிட்ருக்குன்னு பார்க்குறக்கு வந்து ஸோ run கொடுத்தோன்னா பார்த்தீங்களா ஹோஸ்ட் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணலை ரவுட்ருந்தான் இருக்குது version வந்து ஃபிஃப்டின் இந்த ரவுட்ரோட வெர்ஷன் ஓகே எந்த பாஸ்வேர்டும் அசைம் பண்ணலை இப்போ வந்து ரவு சர்வரில் இருந்து இந்த ரவுட்ருக்கு பக்கப்படுபோம் ஏன்னா நம்ம இப்போ புதுசாக வச்ச ரவுட்ரு இது புதுசாக ஒரு ரவுட்ரு வாங்கியிருக்கோன்னு நினச்சிப்போம் சிஸ்கோடலேருந்து ஒரு ரவுட்ரு வாங்கியிருக்கோம் இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த டோன் டோ நத்திங் ஃபைவ்ல வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன கண்ணா காபி காபி டிஎஃப்பி டிஎஃப்டிபி பாதி டை பண்ணி அடிச்சே வந்து உங்களுக்கு ஃபுல் கமெண்ட் வந்துடும் ரன்னிங் கான்ஃப்டி டைப் பண்ணோன்னா அதாவது அதனோட சர்வரோட ஐபி அட்ரெஸ் கேட்குது 192.168.1.2 நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் டூ ஓகேவா இப்போ சோர்ஸ் ஃபைல் ஃபைல் நேம் கேட்குது நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தோம் டோன்ட் நோ நத்திங் கொடுத்தோம் அந்த ஃபைல் தான் நம்ம வேணும் டோன்ட் நோ ிங் ஓகே டெஸ்டினேஷன் ஃபைல் டேம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆக்சி ஆக்சிங் ஃபைல் அதில் வந்து ஆக்சஸ் ஆயிடுச்சு அறநூற்றி முப்பத்தஞ்சு பைட் காப்பிடு எத்தனை செகண்டில் மூணு செகண்டில் காப்பி ஆயிருக்கு பர் செகண்ட் வந்து இரநூத்தி பதினோரு பைக்ஸ் பர் செகண்ட் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு இங்கே வந்துருக்கு காப்பி ஆகிருக்கு இப்போது இப்போ பாருங்களா ஆறு ஒன்று ஆயிடுச்சு நம்ம ரவுடரில் வந்து இந்த ரவுட்ரில் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை ஹோஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணவே இல்லை இப்போ ஆறு ஒன்றும் ஸ்தானாக சேஞ்ச் ஆகிடுச்சு கொடுக்குமா பாருங்களேன் ஹோஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம இந்த ரவுட்டரில் பாஸ்வேர்டே கொடுக்கல அந்த பழைய ரவுட்டில் கொடுத்தது தான் அது வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கு என்னவில் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நெட்ஒர்க்கிங்கில் தேங்க் யூ